வணக்கம் அன்பானவர்களே இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் சிவிக்கு பிறந்தாக ஒரு நல்ல இல்லறம் அமைவதற்கு மிகவும் முக்கியமான ஒண்ணு என்னன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில ஈகோ இருக்கவே கூடாது என்னைக்கு அந்த ஈகோ கணவனுக்கும் மனைவிக்கு இடையில வருதோ அன்னைக்கே அவங்களுடைய அந்த இல்லற வாழ்வுல கொஞ்சமா விரிசல் உண்டாக ஆரம்பிச்சிடும் அந்த விரிசல் நாளடைவுல பிளவா ஏற்பட்டு விவாகரத்துல கொண்டு போய் நம்மளை விட்டுடும் இந்த விவாகரத்து பற்றி தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க இது சிறுகதையோ நாவலோ அல்லது கதையோ கூட கிடையாது இது ஒரு புத்தகம் உயிர் திரு வள்ளிக்கண்ணன் அவர்கள் எழுதிய விவாகரத்து அவசியம் தானா அப்படிங்கிற புத்தகத்தை தான் இன்னைக்கு நீங்க ஒளி புத்தகமா கேட்க போறீங்க கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க இப்ப வாங்க புத்தகத்தை கேட்கலாம் பெண்மையை அறிய துடிக்கும் இளம் உள்ளத்திற்கு அவள் வருகை பருவமழை போல் இருந்தது என்றால் ஒரு புதுமை அவளை திருப்தி செய்ய வேண்டும் அவள் நினைவிலேயே லயத்து கிடந்தது புதுமலரை சுற்றியாடும் தேனை போல அவள் வாய்ந்திருந்து ஏதேனும் கேட்டுவிட்டால் அது பிரிய தேவதையின் வாக்காக ஒழித்தது அப்படி கேட்க மாட்டாளா என்பதுதானே என் ஆசை அந்த மோகம் சில மாதங்களில் விட்டது அவள் புதுமை என்பது போய் பழகிய ஜந்துவாகிவிட்டாள் அதனால் அவளிடம் தொடங்கியது மனம் அலுப்படையவும் ஆரம்பித்தது அவளது உள்ளம் மாறவில்லை வெளித்தோற்றம்தான் மாறியது அது அவள் குற்றம் இல்லையே இந்த உண்மை எனக்கு கசப்பாகத்தான் இருந்தது அவளது அழகு மங்கினாலும் அன்பு மறையவில்லை ஆனால் என் உள்ள நிறைவிலேயே கள்ளம் புகுந்துவிட்டது அதனால்தான் அவள் குறைகளே பிரதானமாகப்பட்டன மனித மனம் அன்றாட சூழல்களில் சிக்கி அழுத்த பின் புதுமைக்காக இயங்குகிறது உடன் ஒட்டிய எல்லாவற்றிலும் வெறுப்பு பிறப்பது இயல்பு பழக பழக பாலும் புளித்துவிடுகிறது இது பழகிய பால் எனும் கதையொன்றில் வருகிறது கல்யாணமாகி சில வருடங்கள் கழிந்ததும் மனநிலையை கூறுகிறது உண்மையாகவே பலக்கத்தினால் பால் புளித்து விடுகிறதா அதிக பழக்கம் அழுப்பு தருகிறது பால் புளிக்கும் என்று மனமும் முனமுணுக்கிறது இது ஊனத்தின் குறைதான் மனம் செய்யும் லீலிகளினால் கணவன் மட்டும் பாதிக்கப்படுவதில்லை மனைவியை கணவன் வெறுப்பது போல மனைவியும் கணவனிடம் கசப்பும் அழுப்பும் அடைவது சகஜம் அவனது குறைகளை அதிகமாக உறுத்துகின்றன மனதை அவனே வேண்டாதவனாகி விடுகிறான் மனைவியிடம் அழுப்புற்ற கணவனுக்கு வேண்டாத மனைவியின் செயல்கள் ஒவ்வொன்றும் ஏற்பார் செய்து கொண்டேனே என்று ஏசுவது அதிகமாகிறது கணவனிடம் வெறுப்பெறும் மனைவி என்ன செய்கிறாள் தானே மனம் புழும்புகிறாள் புலும்புகிறாள் போயும் போயும் என்னை இங்க கொண்டு வந்து தள்ளிட்டாங்களே இந்த மாதிரி கல்யாணம் செஞ்சு கொடுக்கறதை விட குளத்திலேயோ கிணத்திலேயோ என்னை பிடிச்சு தள்ளி இருக்கலாம் என்று பெற்றோர்களை குறை கூறுவது இயல்பாகிறது கணவன் மீது வெறுப்பு கொள்கிற மனைவியினால் அவ்விருவர் வாழ்வுமே பாலாகிறது வேண்டாத மனைவியோடு காலம் தள்ள நேர்கிற கணவராலும் இருவர் வாழ்வுமே பாலாகிறது பரஸ்பரம் நாயும் பூனையுமாக சேர்கிற ஆண் பெண் வாழ்க்கையை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை தினமும் சண்டையும் ஏச்சலும் அழுகையும் தான் வசதி இருந்தால் பெண் அம்மா வீட்டுக்கு ஓடுகிறார் இதுபோல வசதியும் ஆசையும் இருந்தால் கணவன் வேண்டாத மனைவியை தள்ளி வைத்துவிட்டு வேறு கல்யாணம் செய்து கொள்கிறான் தாராளமான உரிமை இருந்து வந்திருக்கிறது பெண் பாடுதான் கஷ்டம் அதனால் சட்டபூர்வமான விவாகரத்து உரிமை பெண்ணுக்கு வரப்பிரசாதமாக தோன்றலாம் முக்கியமாக துணிவும் நாகரிக மோகமும் கொண்ட பெண்களுக்கு தாம்பத்திய வாழ்வில் ஏற்படும் மனப்புழக்கத்துக்கு மாற்று விவாகரத்து பழக்க வேகத்தில் கூட பெரும் குற்றங்களாக தோன்றும் போது அடிமை எனக்கு உரிமை நான் ஒரு மனுஷிதான மதித்தால் தானே என்ன என்று புடுங்க நேர்கிறவர்கள் நிரந்தரமாக பிரிந்து விட்டால் கூட நல்லது என்று அந்த நேரத்தில் நினைப்பது இயல்பு அவள் பீடை பெரும் தொல்லை வெறும் கழுத்தறுப்பு என்று கருதும் கணவன் சனியன் தொலைந்தால் போகும் என்று எண்ணுவதும் இயல்பு இவ்வேளைகளில் உணர்வின் மூடு பணியில் நன்றாக சிந்திக்க முடியாமல் திணறும் சமயங்களில் போட்டியிட்டு சண்டையிட்டு கசப்பை வளர்த்து பிணங்கி பிரிவது நவ யுக உரிமையாக இருக்கலாம் ஆனால் அது வாழ்வு பாதையின் போக்கை சரி கட்டுவதாகாது பழகி பழகி நான் புளித்து விட்டேன் பாலானாலும் அதிகம் பழகிவிட்டாள் என்று சொல்கிறாள் மனைவி அப்படி நினைத்தது என் தவறு நான் உண்மையை மறந்தேன் தன்மை இதுவரை நான் சரியாக உணரவில்லை அசட்டை செய்து நீ அதை மறந்துவிட வேண்டும் என்று கோருகிறேன் மறக்காமல் என்ன சண்டையா பிடிக்கப் போகிறேன் நீங்கள் பழகிய பால் என்று பாலை குறை தப்பு குறை இருப்பதாக நினைப்பது மனதின் கோளாறு என்ற சர்க்கரையை இணைத்துவிட போகிறது என்கிறான் யோசித்து தத்துவம் எண்ணி பார்த்தால் வாழ்க்கைக்கு ஏற்ற உண்மை என்று புரியும் பிரிந்து போய் வாழ்வை பால் அடித்துக் கொள்வது சுலபம் சேர்ந்து வாழ்ந்து குறை குடும்ப வாழ்விலே இன்பம் காண முயல்வதே உயர்ந்த மனித பண்பு வழிகாட்டுவோர் இன்று விவாகரத்து செய்ய உதவுகிற கோர்ட்டுகளும் வக்கீல்களும் அதிகரித்திருப்பது தேவையற்ற போக்கு விவாகரத்துக்கு உதவுகிற வக்கீல்களை விட மனதத்துவ ஆராய்ச்சி மூலம் மனித மனக்குறைகளை கண்டு கோளாறுகளை நீக்க துணை நிபுணர்கள் அதிகம் தேவை நாட்டுக்கு நல்லது செய்ய துறைதோறும் தேவையான திருத்தம் வகுத்து வழிகாட்டுவதற்கு தகுந்த உள பரிசோதனை அமெரிக்கா கூட விவாகரத்தை கண்டித்து கதைகள் கட்டுரைகள் எழுதுவது அதிகரிக்க காரணம் என்ன நாகரிக தீவிரம் பெண்ணுரிமை மோகம் முதலியவற்றின் பெயரால் வளர்ந்து வரும் விவாகரத்து உண்மையில் கௌரவமான விபச்சாரம் என்னும் நிலைமையை எட்டிவிட்டது அங்கே இன்றைக்கு கல்யாணம் நாளைக்கு விவாகரத்து நாளை மறுநாள் வேறொரு கல்யாணம் அடுத்த நாள் ரத்து உடனேயே விவாகம் என்ற தலை போகிற வேகத்திலேயே விவாகத்தையும் ரத்தையும் கடத்தி தீர்ப்பது அமெரிக்கா தனம் போது குரட்டை விடுகிறான் அதனால் வேண்டும் விவாகரத்து அவன் அதிகம் சினிமா பார்க்கிறான் இல்லை ஊர் சுற்றுகிறான் சரி பண்ணு விவாகரத்து அவன் நல்ல டிரெஸ் பண்ணிக்கவில்லையா போஹ் விவாகரத்து நான் கேட்டதை வாங்கி தரவில்லையா ஆக ரத்து இப்படி தும்மினாலும் தூங்கினாலும் கோளாறு கோபமாக பேசினாலும் பெண்ணுக்கு புதிய தொல்லைகள் பொறுப்பற்ற தனத்தினால் விளையும் தீங்குகள் குழந்தைகளின் வளர்ப்பில் மோசமான நிலைமை குழந்தை மனப்பண்பு பாதகம் அடைத்தல் முதலிய எவ்வளவு கஷ்டங்கள் உண்டாகின்றன இவற்றை நாகரீக சமுதாயம் உணர்ந்து வருகிறது அமெரிக்காவில் அதிகமாக விவகரித்து நடப்பதற்கு காரணம் அவர்களது பொறுப்பற்ற தனமும் புதுமை மோகமும் மாத்திரமல்ல சட்டமும் துணி புரிந்து வருகிறது என்று சொல்ல வேண்டும் அத்துடன் அவளுக்கு மனைவிரத்து வேண்டுமென்றால் அவளும் அவ்விதமே செய்ய வேண்டும் விவாகரத்து பெற விரும்புவோருக்கு உதவி புரிவதற்காகவே கூலிக்கு காதல் நடிப்பு நடிக்க காத்திருக்கும் ஆண்கள் பெண்கள் அதிக பேர் இருக்கின்றார்களாம் அமெரிக்காவிலே முன்னேற்பாட்டின்படி ப்ரொஃபஷனல் காதலை கணவரோடு அவனது படுக்கை அறையில் காணப்படுகிறாள் இவ்விருவரும் நண்பருடனோ அல்லது மனைவி பார்த்து விடுகிறாள் உடனே விவாகரத்திற்கு மனு செய்து மனைவி ப்ரொபஷனல் காதலனோடு படுக்கை இருப்பதை காண்கின்ற கணவன் விவாகரத்து மனு போட வேண்டியதுதானே இந்த ரீதியில் நாடகமாகிவிட்டது விவாகரத்து விவகாரங்கள் வர வர விவாகரத்து ஆண்களின் வாழ்க்கையே அதிகம் பாதிக்கிறது ஆண்டுதோறும் அளிக்க வேண்டிய கரைக்கும் அத்துடன் அது அனாவசியமான செலவும் கூட விவாகரத்து செய்யப்படுகிற மனைவி சும்மாவாக இருக்கிறாள் அவள் மறு விவாகம் செய்வதை ஒத்தி போட்டு வந்தாலும் அல்லது மறு விவாகமே வேண்டாம் என்று துணிந்து விட்டாலும் புனித வாழ்வு ஒன்றும் வாழ்வதில்லையே சமூக பட்டுப்பூச்சியாக நாகரிக உலகத்தின் வண்ணத்து பூச்சியாக இருபதோறும் இஷ்டப்பட்ட ஆண்களோடு கும்மாளி அடித்துக் கொண்டு திரிகிறாள் அந்த தழுக்குக்காரி அதிலே குறுக்கிட சட்டம் உரிமையளிக்கவில்லை ஆனால் மாற்றிக்கணவன் அவள் போக்கே ஆட்சேபித்து குறிப்பிட்ட பணத்தை கொடுக்காமல் இருந்தால் அவனை கோர்ட்டுக்கு இழுக்க அவளுக்கு உதவி புரிகிறது சட்டம் குழந்தைகள் தாயுடனே வாழ வேண்டும் என்று விதிக்கப்படுவதால் தந்தைக்கு அதிக கவலையும் மன கஷ்டமும் ஏற்படுகிறது பொருளாதார கவலையோடு மனது ஆட்சி கணவன்களை பரிதாபத்துக்குரியவர்களாக்கி விடுகிறது விவாகரத்து கோரி வழக்கு தொடரும்படி வக்கீலை அணுகும் போது வக்கீல் பணம் கொண்டு இருவர் வாழ்வையுமே துண்டிக்க முயலாமல் அனுதாபத்தோடு குறைகளை விசாரித்து பொறுத்து பார்க்கும்படி யோசனை கூற வேண்டும் அவசியமில்லாமல் போய்விடும் என்று சில அறிஞர்கள் அபிப்பிராயப்படுகிறார்கள் விவாகரத்து உரிமை இருக்க வேண்டியதுதான் ஆனால் விவாகரத்து பெறுவது சுலப சாத்தியமான காரியம் என்ற நிலைமையில் இருக்கக்கூடாது விவாகரத்து பெறுவதும் ஒரு தண்டனை போல எனும் எண்ணம் நிலவ வேண்டும் அவ்வாறானால் விவாகரத்து கோருபவர்கள் யோசிப்பார்கள் இரண்டு தடவையாவது ஆலோசிக்கும் போது காலமும் தாமதம் ஏற்படும் காலம் பிணைக்கி சரி கட்டிவிடும் எண்ணி தவறுகள் புலனாகி பரஸ்பரம் மறந்து மன்னிக்கவும் தயாராகி விடுவார்கள் இப்படி ஒரு கட்சி உண்டு இத்தகைய உரிமை சட்டம்தான் ரஷ்யாவில் அமலுக்கு இருக்கிறது ஒரு புத்தகத்தில் படித்தேன் விவாகரத்து கோரி குறிப்பிட்ட கோர்ட்டுக்கு செல்வதற்கு தயாராவார்களாம் தம்பதியினர் காரணம் அங்கு அவர்கள் செலுத்த வேண்டிய தொகை அவர்களை அச்சுறுத்தும் அளவில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படியே துணிந்து ரத்து கோரி பதிவு செய்தாலும் உடனே ரத்து உரிமை வழங்கப்படுவதில்லை விசாரித்து விவாகரத்து செய்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று நினைக்கிறார்களா ரத்து செய்யாமல் சமாதானமாக வாழ முடியாத அவர்களால் என்றெல்லாம் பறிவுடன் இப்பிரச்சனை பற்றி யோசிக்க ஒரு மாதம் அல்லது ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு தவணையாக கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வைப்பார்களாம் ரத்து செய்யாமல் தீராது என்று அவர்கள் திரும்பி வந்தால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள விவாகரத்து உரிமையினால் நன்மையை விட தீமையே அதிகம் உண்டாகிறது அதனால் சமூக நலம் பாதிக்கப்படுகிறது விவாகரத்துக்களை தவிர்ப்பதே சிறந்தது என்கின்ற நோக்கம்தான் இந்த அமைப்புக்கு காரணம் விவாக முறிவுகளை தடுப்பதற்கு முதலில் பொருந்தாத மனங்கள் நிகழாமல் தடுக்க வேண்டும் திருமணம் இன்பம் தரும் கல்யாணங்களாக விளங்க வேண்டும் கல்யாணம் பற்றிய பலவித எண்ணங்களையும் விரிவாக வேறு புத்தகங்களில் உயர்த்திரு வள்ளிக்கணன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் கல்யாணமான பிறகும் கூட கணவன் மனைவியை தன் காமகிச்சைக்குரிய மனித மிஷினாகவோ குளிர்காய உதவுகிற கணப்பாகவோ தனக்கு பணிவிடை செய்ய வந்து சேர்ந்த அடிமையாகவோ கருதாமல் அவளும் வாழ்க்கையை அனுபவிக்க விரும்புகிற பெண் என்று மதித்து அன்புடன் பழக வேண்டும் மனைவி ஒரு புதுமை என்னும் நிலை நீடிக்கும் ஆரம்ப காலங்களில் மட்டுமல்ல எக்காலத்துக்கும் மனைவியும் கணவனை தனக்கு வேண்டியதையெல்லாம் சம்பாதித்து போட வந்தவன் தனது சுகம் கெடாமல் பாதுகாக்க வேண்டியவன் என்று ராங்கியோடு தெரியாமல் அவனிடமும் அன்பும் மதிப்பும் காட்ட வேண்டும் பரஸ்பரம் குறைகளை பெரிது படுத்தாமல் தாராள மனதுடன் பழக வேண்டும் தம்பதிகள் நினைவில் நிறுத்த வேண்டிய முக்கிய விஷயங்கள் இன்னும் பழகிருக்கின்றன கல்யாண மாணவர்களுக்கிடையே பிணங்கும் முறிவும் ஏற்படுவதற்கு இன்றைய சமுதாயத்தில் வாழ்கிற பொருளாதார பேதமும் அலட்சியமாக கருதுகிறாள் தன் பிறந்திருப்பதால் கணவன் தன் தயையை நம்பி வாழ வேண்டியவன் என்ற அகந்தையோடு பேசுவதிலும் காரியங்கள் புரிவதிலும் ஈடுபடுகிறாள் சிறு மன பேதம் ஏற்படினும் பெற்றோர் வீட்டுக்கு ஓடிவிடுகிறாள் அவள் சொல்லி கேட்டுக்கொண்டு இவள் நம் வீட்டிலேயே இருந்து விட்டு இவள் பெண்ணாக பிறக்காமல் ஆணாக பிறந்திருந்தால் நம் வீட்டோடு வைத்திருப்போம் அல்லவா என்று அகம்பாவத்தோடு கணவனையும் அவனை சார்ந்தவர்களையும் கேவலமாக பேசுவது சர்வ சாதாரணமாகிவிடுகிறது அதேபோல் கணவன் பணக்கார மகனாக இருந்து மனைவி சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்தவளாக இருப்பின் மாமியார் மாமனார்கள் அவளை வேலைக்காரி போலவும் தங்களை விட அந்தஸ்து குறைந்தவளாகவும் அதனால் தாங்கள் கூறுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டு சொன்ன அலுவல்களை எல்லாம் அவள் செய்ய வேண்டியவள் என்று கருதுகிறார்கள் இச்சூழ்நிலையில் சிக்கிகிற பெண்ணுக்கு கணவனை தவிர கதியாரு அவன் தன்னம்பிக்கையும் சுயபலமும் மற்ற அப்பாவியாக இருந்தால் அவள் பாடு ஐயோ பாவம்தான் ும் தாம்பிய வாழ்வில் பிணங்கு விளகிறது கல்யாணமானவர்களின் இன்ப வாழ்வுக்கு உறவினர்கள் உதவி செய்வதும் உண்டு இடையூறு விளைவிப்பவர்களாக விளங்குவதும் உண்டு மக்களின் மனப்பண்பும் அறிவு நிலையும் மாறி வளராத வரையில் நல்ல வாழ்வு வாழ விரும்புவர்களுக்கு தொல்லைகள் இருந்தே தீரும் சமுதாய அமைப்பு மாறுதல்கள் வராத பொருளாதார பேதங்களும் அவை காரணமாக பிரிக்கின்ற குறைகளும் இராமல் போகாது வாழ்விலை நல் மனமும் இன்பமும் பயனும் பெற அபாவுகிறவர்கள் பேராசை கொண்டு தனக்கு மீறிய பெரிய இடங்களை பிடிக்க அழைந்தால் தொல்லைகளையும் அனுபவிக்க வேண்டியதுதான் வாழ்க்கையில் மனம் பிணங்கால் நல்ல தம்பதிகளாக வாழ விரும்புகிறவர்கள் ஒத்த குணமும் ஒத்த நிலைமையும் உடையவர்களாக அமைதல் வேண்டும் காதல் அன்பின் பெருக்கு கூறி ஜோடி சேர்ந்தால் பரஸ்பரம் மற்றவர்களின் பொருளாதார உயர்வு தாழ்வுகளை பிரிதுபடுத்த கூடாது இவற்றை ஆதாரமாக வைத்துக்கொண்டு கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ ஆட்டி வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதும் பிணங்கிலும் வேத கொண்டு போய் சேர்க்கும் இந்த ரகமான சூழ்நிலைகளிலும் எழுகிற வேற்றுமைக்காக உடனடியாக விவாகரத்து செய்ய துணிவது விபரீத விளையாட்டை ஆகும் மனுசூடு தணியும் வரை போட்டு பிரச்சனைக்கு நல்ல முடிவு காண முயல்வதை புத்திசாலித்தனம் தாம்பத்திய தாமத்திய வாழ்வில்்ச்சரவுகள் எது அதிகரிக்க உதவுைகளாக அமையும் அதற்காக இவற்றை பூதகரமாக்கி கொடிப்பிடித்துக் கொண்டு கச்சி கட்டி விலகி போகிற அளவுக்கு தம்பதிகளும் உறவினர்களும் பிணக்கை வளர்த்து விடுவது வாழ்வின் நிகழ்ச்சிகளாக உள்ளன இவ்வளவு தூரத்திற்கு விடாமல் குறைகளை கலைய வேண்டியது பெரியவர்களின் கடமை குழந்தை பிறக்கவில்லை என்கிற காரணத்திற்காக பெண்ணை குறை கூறி விலக்கி வைத்து மகனுக்கு வேறு பெண்ணை பார்த்து கல்யாணம் கட்டி வைப்பதும் இன்றைய சமுதாயத்தில் தண்ணீர் பட்ட இக்குறைக்காக ஏதாவது கற்பித்து விவாகரத்து செய்ய துணிந்தாலும் கோயில்களையும் கணவனையும் மனைவியையும் வைத்திய பரிசோதனைக்கு உள்ளாக்கி உண்மையை உணர முயல்வது நல்லது பெண் மட்டுமே மலடு என்று கொள்வதற்கில்லை ஆண் மலடாக இருந்தாலும் இருக்கலாம் விவாகரத்து உரிமை தேவைதான் ஆனால் அதை கையழுதில் அமெரிக்கத்தனம் பிரதிபலிக்க கூடாது விவாகரத்தை இல்லாமல் தீராது எனும் நெருக்கடி வருவதற்கு முன்பு நிலைமையை சரி கட்டி சமாளிக்க தாங்களாகவும் பெரியவர்கள் துணை கொண்டும் முயற்சிப்பது நல்லது சில சமயங்களில் கணவனும் மனைவியும் தனித்தனியாக குடும்பம் நடத்தும் போது இப்படி நிகழ்வதும் உண்டு அதற்கு காரணம் எவ்வளவோ இருக்கலாம் நெருக்கம் அதிகமாவது கூட பழகிய பால் என்கிற தன்மையில் இருக்கலாம் பொது இருவரின் பொதுவான அன்புக்கும் கொஞ்சதலுகளுக்கும் இலக்காக குழந்தை வேண்டும் என்ற தேவை தம்பதிகளுக்கு இடையே அதிகரிக்கிறது விவாகரத்து உரிமை அவசியம் பிரயோகிக்க வேண்டிய சந்தர்ப்பங்களும் உண்டு கணவனோ மனைவியோ இவர்களுக்கு கலங்க முடியவர்களாகத்தான் திகழும் குஷ்டரோகமோ வேறு பயங்கர வியாதியோ இருப்பதை மறைத்து பணம் அந்தஸ்து படோடோபம் முதலிய வெளிச்சங்களால் மயங்கி நல்ல பெண்ணை கல்யாணம் செய்து கொள்பவரும் இருக்கிறார்கள் அத்தகைய கணவனுடன் பெண் என்ன சுகத்தை அடைந்து விட முடியும் பணத்தை பக்க வைத்துக்கொண்டு வைத்துக் கொண்டு அழகிய கட்டி வைத்து விடுகிறார்கள் நேர்மையும் உள்ள கணவன் கிடைப்பான் என்று கனவு கண்டு வாழும் பொங்குடிக்கு வெறித்தனமும் குணமும் நிரம்பிய வீணன் வந்து வாய்ப்பதோடு அவளை தினமும் நரக வேதனைக்கு உள்ளாக்கினால் பெண் நாம் ஏன் பெண்ணாக பிறந்து புண்ணாக உழைய என்று வருந்துவதில் தவறு உண்டா என்ன இந்த ரகமான விவாகங்கள் நிகழ்ந்து அனுபவித்து நரக வாழ்வாக மாற்றுவதை தவிர்ப்பதற்கு விவாகரத்துடன் விவாகரத்து அவசிய முடியும் விவாகரத்து உரிமை ஒரு ஆயுதம் சக்தி உள்ள ஆயுதம் ஆயுதம் ஆப்ரேஷன் செய்யவும் உபயோகப்படுகிறது கொலை செய்வதிலும் உபயோகப்படுகிறது அது உபயோகிக்கிறவர்களின் தன்மையை பொறுத்தது குணக்கேடுகளினாலும் பொருத்தமின்மையாலும் எழுகிற கோளாறுகளை நிவர்த்தி செய்வதற்கு உபயோகிக்க வேண்டிய விவாகரத்து உரிமையை தற்கொலை திட்டமாகவும் சமுதாயத்துக்கு கேடு விளைவிக்கும் முறையிலும் உபயோகப்படுத்தலாம் இத்துடன் விவாகரத்து அவசியம்தானா என்ற ஒளி புத்தகம் இந்த புத்தகத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துடுங்க நீங்க கொடுக்கும் ஒரு லைக் இந்த புத்தகத்தை பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும் மீண்டும் அடுத்ததொரு நாவல் அல்லது சிறுகதையுடன் உங்களை சந்திக்கும் வரை இணைந்திருங்கள் இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி உங்கள் செவிக்கு விருந்தாக. நன்றி வணக்கம்